தந்தை மைந்தன் தூய ஆவையின் திருப்பெயராளே ஆமேன் ஜெபம் பண்ண கடவும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனியை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடத்தினுடைய ஐந்து மாதங்களை நாங்கள் நிறைவு செய்யவும் ஆறாவது மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கவும் நீ கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜூன் மாதத்தினுடைய உதவும் நாளிலே உய நோக்கி பார்க்கவும் உடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே காணொலியின் வாயிலாக இந்த நாளை இந்த மாதத்தை ஆரம்பிக்க நீ கொடுத்திருக்கிற நல்ல நவமான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாக வழிநடத்தின் ஆண்டவர் இந்த மாதத்திலும் எங்களோடு கூட இருந்து நீர் ஆசிர்வதிக்க செபிக்கிறோம் இப்பொழுது நாங்கள் வேறு எடுக்கிறதான இந்த வழிபாட்டையும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வத்து தந்து இதை கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தினுடைய முதலாம் நாள் ஆராதனை ஆசிர்வத்து தர வேண்டுமாய் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய இணைத்து திருப்பயிர்களை கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் அன்பின் பரலோகத் தந்தையே ஆமை ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்தவ பாமாலை இரண்டாவது பாடலை பாடுவோம் உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் நாம் கடவுளை தொழுவோம் கடவுள் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிற நாம் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கத்தராகி இசு குசுவினாலும் நம் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது கத்தர் உண்டுபடையினால் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் ஆண்டு ஒரேதல்களை திறந்திரலும் அப்பொழுது எங்கள் பாயும் இந்த புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் இப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமே திரியக கடவுளை போற்றுவோம் எங்கள் தந்தை ஆம் கடவுளை முத ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து முத குமாரனை தரும்படி இவ்வளகத்தில் அன்பு கூர்ந்தீரேமை போற்றுகிறோம் குமாரனாம் கடவுளே பாவத்தை தவித்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளம்பியவரையே மை போற்றுகிறோம் பரிசுத்த ஆவியாராகி கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் படுகிறவரையே மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாராகி கடவுளே உமக்கே எக்காலமும் எல்ல புகழும் மகிமையும் துதியும் உண்டாவதாக ஆமேன் பாவ அறிக்கை நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோமாக இருப்போம் நமக்குள் உண்மை இல்லை நாம் நமது பாவங்களை இறக்கிவிட்டால் நமது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா விதமான நீக்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கூறும் நீதிமுள்ளவராக இருக்கிறார் கடவுளின் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள் நாம் நம்முடைய பாவங்களை கத்தருடைய சன்னிதானத்திலே அறிக்கையிடும் வண்ணமாக பாவரிக்கையின் ஜபத்தின் வாயிலாக நம்முடைய பாவத்தை கத்திடத்திலே அறிக்கை முதலாம் பாவரிக்கியின் ஜபத்தின் வாயிலாக ஆண்டுடைய சன்னிதானத்திலே நம்மை நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுப்போம் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம் எங்கள் இதயத்தின் யோசனைக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம் முதல் பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம் செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாத செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டவரே தேவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனித கருச்சித்த வாக்கத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பாவத்தும் நிமித்தம் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும் மிகவும் இறக்கும் உள்ள பிதாவே இவ்வளவு பரிசுத்த நாமத்துக்கு மகிமீண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவளாகி நடந்து வர ஏசு கிறிஸ்துவின் நிறுத்தம் எங்களுக்கு கிருபை செய்தர்களும் ஆமே சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தை நமக்கு கட்டளே வாழ்க்கை சீர்படுத்தக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாமியின் கருவியும் தேற்றுதலையும் தந்தல்வாறாக ஆமீன் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே ஆண்டருடைய பெரிதான அருளினாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டினுடைய ஐந்து மாதங்களை நாம் நிறைவு செய்து ஆறாவது மாதத்தின் முதல் நாளிலே நாம் சிவனோடு நிற்க கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களில் எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை நாம் துவங்கினபோது ஜனவரி மாதம் முதல் நாள் புத்தாண்டு வழிபாட்டில் நாம் சிந்தித்த திருமறை வார்த்தை யோபு பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் முடிய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் முடிய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது உண்மையாகவே கடந்த ஐந்து மாதம் ஆண்டோருடைய தயவு நம்மீது இருந்ததின் காரணமாக இன்றைக்கு உயிரோடு ஒரு புதிய மாதத்தை சந்தித்திருக்கிறோம் நம்மோடு இருந்தவர்கள் நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்கள் நம்முடைய குடும்ப உறவுகள் அநேகர் இன்றைக்கு இந்த புதிய மாதத்தை காணாதபடி இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள் கடந்த 5 மாதங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளில் நாம் கத்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும்போது அந்த வார்த்தை கடவுளுடைய தயவை பற்றி நாம் சிந்தித்தோம் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் இந்த நாளிலும் அதே கடவுளுடைய தயவை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமர் பதினொன்று இருபத்தி வசனம் ஆகையால் கடவுளுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்தராவிட்டால் நீயும் விட்டுண்டு போவாய் கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் பதினோராவது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் தயவுசெய்து ஒருமுறை படித்து பாருங்கள் அப்போஸ் நாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும்போது கடவுளுடைய தயவை நினைத்து பார்த்து அந்த கடவுளுடைய தயவிலை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு தெரியும் அடிப்படையில இசரவேல் மக்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆனால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய மக்களே அவரை நிராகரித்த கடவுள் புற மக்களை தெரிந்து கொள்கிறார் அதைத்தான் இந்த பகுதியில் அழகாக இங்கே பதிவு செய்கிறார் குறிப்பாக பதினேழாவது வசனத்தில் இசரவேல் மக்கள் வீட்டிலே வளர்க்கப்பட்ட ஒளிவு மரங்களாக இருந்தார்கள் கடவுளுடைய வீட்டிலே நாட்டப்பட்டு கடவுளால் வளர்க்கப்பட்ட ஒளிவு மரங்களாக இருந்தார்கள் ஆனால் அந்த ஒளிவு மரத்தில் சில கிளைகள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நம்பாமல் இருந்தபோது அந்த கிளைகள் வெட்டப்பட்டது அந்த கடவுளுடைய வீட்டிலே வளர்ந்து வந்த அந்த ஒளிவு மரத்திலே வெட்டப்பட்ட அந்த இடத்திலே புறையினத்திலிருந்து மக்களை அதாவது காட்டிலே வளர்கிற ஒளிவ மரமாகிய புற இன மக்களை கடவுள் அந்த இடத்திலே ஒட்ட தொடர்ந்து அவருடைய வீட்டிலே வளர்கிற ஒரு தயவை அவர்களுக்கு காண்பித்தார் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட இசிறவேல் மக்கள் கடவுளை நிராகரித்த போது கடவுளை அறியாத புறையின மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கடவுள் தெரிந்து கொண்டு கடவுளுடைய வீட்டில் நாட்டப்பட்ட ஒளிவு அதன் கிளைகளாக வளர்கிற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் இது நம்முடைய பக்தியினாலே நம்முடைய பரிசுத்தினாலே கடவுள் இதை செய்யாமல் கடவுள் நம்மேல் வைத்த தயவு நிமித்தமாக தகுதியில்லாத நம்மை காட்டில கேட்பாரற்று வளர்ந்து கொண்டிருந்த அந்த காட்டொழிவு மரத்தைப் போல கேட்பாரற்று இருந்த நம்மை யாரும் பராமரிக்க இயலாத நிலையில இருந்த நம்மை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கடவுள் தயவு பாராட்டி அவருடைய தயவை நமக்கு வெளிப்படுத்திய நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய வீட்டிலே நாட்டப்பட்ட அந்த ஒளிப மரத்தில் இன்றைக்கு ஒரு கிளையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த மக்கள் பெருமை நிமித்தமாக ஏதோ தங்களுடைய பக்தியின் நிமித்தமாக பரிசுத்தின் நிமித்தமாகத்தான் கடவுள் தங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ியத்தை தந்திருக்கிறார் என்று அவர்கள் தவறாக எண்ணி பெருமை பாராட்டினார்கள் மேற்றுமையான சிந்தனையோடு கூட இருந்தார்கள் ஏதோ இசைவேல் மக்கள் பாவம் செய்தது நிமித்தமாக அவர்களை கடவுள் புறந்தளிதாகவும் அதே நேரத்தில் கடவுள் நம்மை தெரிந்து கொண்டது மக்களை தெரிந்து என்பது அவருடைய தயவு என்பதை அவர்கள் நினைக்காமல் மேட்டுமையான சிந்தனையோடு கூட இருந்தார்கள் ஆகவேதான் அப்போஸ் நான் பவுல் இதை சொல்லி இருபதாவது வசனத்திலே நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்துரு சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு எச்சரிப்பை சொல்லிவிட்டு ஆகையால் கடவுளுடைய தயவையும் கண்டிப்பையும் நீார் விழுந்தவர்களிட கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் கடவுள் காண்பித்தார் அந்த தயவில நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்தராவிட்டால் நீயும் விட்டுண்டு போவாய் என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே தகுதியில்லாத எண்ணையும் உங்களையும் கடவுளுடைய தயவு நிமித்தமாக இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் என்று வாழ்கிற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் அநேக நேரங்களில நாம் இதை மறந்து விடுகிறோம் இந்த கடவுளுடைய தயவு என்பதை என்னுடைய முயற்சியின் நிமித்தமாக என்னுடைய பரிசுத்தின் நிமித்தமாக என்னுடைய பக்தி வாழ்க்கையை பார்த்து கடவுள் தெரிந்து கொள்ளவில்லை அது முற்றிலும் கடவுளுடைய தயவு ஆகவே இந்த புதிய மாதத்துல அந்த கடவுளுடைய தயவில நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த கத்தனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த கடவுளுடைய தயவில நாம் நிலைத்திருக்கும் போது உனக்கு தொடர்ந்து தயவு கிடைக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கிறிஸ்தவுக்குள் அன்பானப் நாம் வாழ்கிற இந்த உலகம் நிலையில்லாத ஒரு இலக் ஒரு ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு நம் இல்லை ஆண்டுடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது அவர்களை வெள்ளம் போல வாரிக் கொண்டு போகிறீர் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த பெரிய மாதத்திலே நாம் ஜீவனோடு இருப்பது கடவுளுடைய தயவு அந்த தயவுலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் இது கடவுளுடைய தயவு என்பதை எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றியோடு வாழ்வீர்களானால் தொடர்ந்து அந்த தயவு நமக்கு கிடைக்கும் அந்த தயவு நம்மை வழிநடத்தும் அந்த தேவ தயவு நம்மை பாதுகாக்கும் அந்த தேவ தயவு நம்மை சுகமாக்கும் அந்த தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்படிப்பட்ட தெய்வீக தயவிலே இந்த புதிய மாதத்திலே மட்டுமல்ல நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் நிலைத்திருந்து தொடர்ந்து அவருடைய தயவை பெற்றுக்கொள்ள எல்லாமல்ல கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்டலர் விசுவாச பிரமாண வாயிலாக நாம் அறிக்கை செய்வோம் மானத்தையும் பூமியும் படைத்த சர்வலமில்ல பிதாவாக கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய உரைய குமாரனாகிய நம்முடைய நாதரி இயேசு கிறிஸ்தியும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசு தாவியின் நாளே கனிமறியால் இடத்தில் உற்பத்தி பிறந்தார் புந்திப்பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அரேண்டு மறித்து அடக்கம் எண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நான் மறித்தோரிடத்திலிருந்து எழுந்தெல்லினார் பரமலத்திற்கேரி சர்வ அலமில்ல பிதாவாகி கடவுளுடைய வலது வாசத்தில் அப்படத்திலிருந்து உயிரிலோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார் பரிசு தாவி விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுதவாங்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வயிர் தழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டபுரே மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திலே நாங்கள் அடியெடுத்து வைக்க கத்தர் எங்களுக்கு தயவு பாராட்டியிருக்கிறீர் அநேக நேரங்களில இந்த தயவை நாங்கள் உணர்ந்து கொள்ளாமல் ஆண்டோருடைய தயவை மறந்து மேட்டுமையான எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவரே ஆபர்கா மூலமாக இசரவேல் ஜனங்களை நீர் தெரிந்து அப்படிப்பட்ட இசரவேல் ஜனங்கள் முதுகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்துக்கு அனுப்பின போது அவர்கள் நிராகரித்தார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நிலையிலே காட்டு ஒளிவ மரங்களாக கேட்பாரற்று கிடந்த எங்களை கூட ஆண்டு உம்முடைய தயவு நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகளாகுகிற ஒரு உன்னதமான வாழ்க்கையினர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டு அந்த தயவை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாமல் அந்த தயவிலே நாங்கள் நிலைத்திருக்கு போமானால் தொடர்ந்து அந்த தயவு எங்களோடு கூட இருக்கும் என்பதை இன்றைக்கு நீர் எச்சரித்து இருக்கிறீர்கள் எந்த சூழ்நிலையிலும் அந்த தயவிலிருந்து எங்களை நாங்கள் வழிவிலகி போக செய்து விடாதை உங்களுடைய தயவு கூட இருக்கட்டும் உங்களுடைய தயவு தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தட்டும் அந்த தயவு எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களோடு கொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கு எங்களை தாழ்த்துப்படுக்கிறோம் இந்த புதிய மாதம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் நம்முடைய தயவு எங்களோடு கூட இருக்குமானால் இந்த புதிய மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்தை நாங்கள் எதிர்கொள்ள எங்களால் முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவருடைய தயவு தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் சபிக்கிறோம் புதிய மாதத்தின் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றித்தாரும் குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் தயவாய் நிறைவேற்றித்தாரும் குடும்பத்தின் குறைவுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிறைவாக மாற்றும் ஆண்டவரே குடும்பத்தில் நம்முடைய தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும் உடல் நலம் கொன்றியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தாரும் தெய்வனுடைய மாறாத சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வில் இன்னும் அதிகமாக பழகி பெறுகட்டும் கடந்த மாதத்திலும் கூட எங்களுடைய திருச்சபையை சார்ந்த அநேக இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனார்கள் ஆனாலும் நீர் மாறாதவராக அந்த குடும்ப உறவுகளோடு நீர் இருந்து இந்த புதிய மாதத்திலே தொடர்ந்து மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாக வாழ நம்முடைய தயவை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் உடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் தாழ் பணிந்து பண்டாடுகிறோம் எங்கள் பரம தந்தையே ஆமாம் என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்திரே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரே கத்தர் செய்த சகல் அபகாரங்களே மறவாதே நம்முடைய ஆண்டவராகிய சி கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் துய் ஆவியானவருடைய கூட்டுறும் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் நம் அனைவரும் இன்றும் சதா காலங்களில் என்றென்றும் நினைவாய் நினைத்திருப்பதாக தரும்பலோடு இருப்பாராக்கு அரபுமணி ஆவியோடு இருப்பாராக்கு சமாதானத்தோடு இருக்க கிடவோம் கத்தருடைய நாமத்தினாலே ஆமைன்